வணக்கம் பலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புதிய கவிதை ஒன்று நம்ம இன்றைய கவிதை தலைப்பில் நம்ம சேனலில் கொடுப்பேன் இந்த கவிதை இந்த கவிதை வந்து எதை தலைப்புன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பிங்க பல்ல பற்றி பல்லா ஒரு கவிதையா அப்படின்னு சிரிப்பிங்க அன்றாடம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு எதை செய்கிறோமோ இல்லையோ பல்ல தைச்சிரோம் இல்லையா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த பல்லுக்கு இந்த பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவ்வளோ தூரத்துக்குள்ள ஒரு பல்லை பற்றி ஒரு நகைச்சுவையான ஒரு கவிதைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கவிதை எப்படி இருக்குதுன்னு கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா கவிதைகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க கவிதைக்குள்ளே போவோம் பல் இந்த பல்ல காமிக்காதீங்க பல்ல பற்றி தான் சொல்ல போகிறேன் பல்ல தைச்சிக்கோம்மா பறிவுடன் அம்மா காலையில் எழுந்திரிச்சோடனே பல்ல தேய்ச்சிக்கோமா பறிவுடன் அம்மா பல்ல காமிக்காதடா கோவத்தில் அப்பா பல்ல தட் பல்ல காமிக்காதடா கோபத்தில் அப்பா ஏய் பல்ல உடச்சிருவேண்டா உரிமையில் நண்பன் பல்ல உடச்சிருவேண்டா உரிமையில் நண்பன் பல்லில் கிருமிகளா பயமுறுத்தும் விளம்பரங்கள் பல்லில் கிருமிகளா பயமுறுத்தும் விளம்பரங்கள் முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு முப்பத்தி ஆறு விளம்பரங்கள் முப்பத்தி ரெண்டு உப்புக்கும் கறிக்கும் உருவாகினா விளம்பரங்கள் கிராமத்தில் உப்பு வச்சு தேய்ப்பாங்க கறி வச்சு தேய்ப்பாங்க வேளங்குச்சி வச்சு தேய்ப்பாங்க அப்பெல்லாம் நக்கல் அடித்த நகரத்தார்கள்லாம் அதே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அட்வடைஸ் பண்ணுது உங்கள் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களே அதனால தான் உப்புக்கும் கறிக்கும் உருவாகின விளம்பரங்கள் பதற்றத்தில் முடித்தார் தூக்கத்திலிருந்து பல் மருத்துவர் பரமசிவன் பதற்றத்தில் முடித்தார் பல் மருத்துவர் பரமசிவன் பல் தேய்ச்சுக்கோமா பறிவுடன் அம்மா பல்லை காமிக்காதே கோபத்தில் அப்பா பல்லை உடச்சிடுவேன் உரிமையில் நண்பன் பல்லில் கிருமிகள் பயமுறுத்தும் விளம்பரங்கள் முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு முப்பத்தி ஆறு விளம்பரங்கள் உப்புக்கும் கறிக்கும் உருவாகின விளம்பரங்கள் பதற்றத்தில் முளித்தார் தூக்கத்திலிருந்து பதற்றத்தில் முளித்தார் தூக்கத்திலிருந்து பல் பரமசிவன் என்ன பல்ல பற்றி அந்த நகைச்சுவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தோன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு சிறந்த கவிதையுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் முதல் உங்கள் அன்பு பாலகிரன் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் உணமுத்து நன்றி வணக்கம் பாய்